வணக்கம் நான் கலைச்சல்வி பதினோராம் தேதின்றது பொதுவாகவே வந்து இரண்டாம் தேதி பிறந்திருக்காங்க ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க நல்ல முகப்பொழிவாகவும் நல்ல அழகாகவும் நல்ல விவேகமாகவும் இவங்களோட கேரக்டர் இருக்கும் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் புத்திசாலித்தனமும் அதிகமா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல இவங்களே ஒரு விஷயத்த சில விஷயங்களை குழப்பிக்குவாங்க ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் இல்லைங்களா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அதோட அந்த பிறந்த தேதியோட கூட்டு என்ன அதை நீங்க கணிச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் தேதி பிறந்துட்டீங்க மாதம் என்னவோ அதை கூட்டிக்கோங்க அடுத்தது வருஷம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒன் நைன் சிக்ஸ் இதையும் வந்து இந்த மந்தையும் இந்த டேட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வரக்கூடிய கூட்டு எண் வந்து கரெக்டானபடி இருக்கணும் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஒன்போது இதெல்லாம் இருக்கலாம் இந்த எட்டு ஏழு இந்த நாளெல்லாம் வரும்போது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டங்கள் அது நாற்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா படாத பாடுபடுவீங்க எல்லா விஷயத்திலும் சிரமம் நடக்கும் அதாவது சிரமம்னா அவங்களுக்கு தொழில கொண்டு போறதும் சரி அடுத்து வேலை கிடைக்கிறதுலயும் சரி வேலையில ஒரு விஷயத்த ஒரு வேலையில இருப்பீங்க ஆனா அந்த வேலையை விட்டு எப்பதான் வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே விட்டுட்டு வெளியே வந்தவங்களும் நிறைய பேரு கஷ்ட காலங்களை அனுபவிப்பாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமா இருக்குங்க ஏன்னா இவங்க பிறந்த வாட்டி இவங்க குடும்பத்திலே வந்து ஒரு மேன்மை தெரியும் அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் வந்து இந்த பிள்ளைகள்மெண்டே இருக்கும் அவங்க அப்பாக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி மிகப்பெரிய ஒரு யோகமான பிள்ளைகளா நீங்க இருந்திருப்பீங்க சிறு வயசுல நீங்க பிறந்ததே ஒரு யோகமான யோகம்தான் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வரும் வலது கண்ணாகட்டும் இடது கண்ணாகட்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இஎன்டி ப்ராப்ளம் வரும் ஹெட்ஏக் வரும் தலை சம்பந்த பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இதை வந்து மருத்துவத்தில் போய் நீங்க போய் பார்த்துக்கணும் செய்வார் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும் அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையிறது இதெல்லாம் வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நன்மை கிடைக்கும் இவங்க விரும்பிய வாழ்க்கை துணை தான் அடைவாங்க மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இவங்க வாழ்க்கை துணை வந்து அமைஞ்ச பின்னாடி இவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க நீங்களா தேர்ந்தெடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க மாப்பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும் அது நல்ல ஒரு லைஃப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த திருமண தேதி கரெக்டாக இல்லை அப்படின்னா வாழ்க்கையே ஒரு போராட்டமா மாறிம் பிரச்சனையா மாறிடும் எதுக்கு நான் இவங்களை கல்யாணம் பண்ணேன் எதுக்கு இவரை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துடும் அது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும் ஏன்னா கல்யாண தேதி மாதம் வருடம் வந்து மாதம் வருடம் ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது யாருக்கும் சரியா தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மேரேஜ் டேட் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில எல்லாமே அற்புதமா மாறும் அட்டகாசமா இருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை வந்து இயல்பாவே நல்ல தேதியிலேயே அமைஞ்சிருது திருமண தேதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை துணையை அமைஞ்ச பின்னாடி அவங்க சந்தோஷமா தான் வாழ்வாங்க அதுக்கப்புறம் கணவருக்கோ இல்ல அவங்களுடைய மனைவிக்கோ அந்த இரண்டாம் தேதி பிறந்தவங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ உடல் ரீதியா பிரச்சனை வந்துருது ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களோட பேருக்கு அவங்களோட பார்ட்னருக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏதாவது ஒண்ணு காட்டிடுது விபத்துக்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அந்த கல்யாண தேதி கரெக்டா வச்சுட்டோம் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இரண்டாம் தேதி பிறந்தவங்க புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தானே அதிகம் ஆனா இறக்கு குணம் உள்ள இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல மனசு இறங்கி நீ உதவி செஞ்சிருவீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மனதில் எதுவும் வச்சுக்க தெரியாது உதவி செய்வீங்க ரெடியா இருப்பீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லைஃப் பாயிண்ட் அமையுங்க அதே மாதிரி லீடிங்னா அவங்க வந்து ஒரு ஹெச்எம்ஆ இருக்கலாம் ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் சீஃபா இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய துறையில அவங்க சாதிக்கக்கூடிய ஆற்றல் படுத்தவங்க இந்த இரண்டாம் தேதி பிறந்தவங்க இயல்பாவே வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் புத்தி கூர்மை அதிகம் ரெண்டுமே நம்ம சொல்லலாம் ஏன்னா புத்திசாலித்தனம் இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல ஜெயிக்க முடியும் நம்ம லக்க ஒண்ண வச்சுக்கிட்டே நம்ம ஜெயிக்க முடியாது நம்மளோட உழைப்பும் இருக்கு என்ன அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துருவாங்க ஆனா உதவி செய்வாங்க மனசுல எதுவுமே இருக்காதுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல குணம்னு சொல்லலாம் இவங்களோட கேரக்டர் எல்லாம் நல்ல ஒரு மென்மையான குணம் அனுசரிச்சு போயிக்குவாங்க எல்லாருக்குமே சாது திறமை வந்து அதிகமா இருக்கும் சாணக்கியன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அதிகம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த திருமணத்தை சரியா அமையாமல் இருந்தால் இருதர இருதார தோஷம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டு இருபது இருபத்தி ஒன்பது பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முதல் திருமணம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனைகள்ல கான்ட்ரவர்சி ஏற்படுது அது எதனாலு பாத்தீங்கன்னா மேரேஜ் தேதி கரெக்டா இருக்காது மந்த் அமையாது கரெக்டா த இயர் இதெல்லாம் கூட்டினா இந்த கரெக்டான நீங்க நியூராலஜி பாக்கணும் எங்கிட்ட பாக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேறுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல நியூமராஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க போய் காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க பாப்பாங்க ஜெயிக்கூடிய நம்பர் தான் அது இது இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்தில இருந்தே வந்து இவங்களுக்கு கஷ்டம்னா அதிகம் தெரியாது சில கஷ்ட காலங்கள் இருந்திருக்கலாம் ஒரு பத்து வயசு பதினைஞ்சு வரைக்கும் இவங்க பிறந்த பின்னாடி வந்து அது டோட்டலா மாறும் அவங்களுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா மாறிடுவாரு கோடீஸ்வரர் மாறிடுவாரு இந்த என்னுடைய அப்பாக்களை சொல்றேன் இந்த என்னோட பிறந்த குழந்தைங்களுடைய அப்பாக்கள் மிகப்பெரிய ஒரு லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் அமையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டமான குழந்தைகள்னு சொல்லலாம் இவங்க பிறந்தவங்க எல்லாமே அதிர்ஷ்டமானவர்கள் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது ஆனா சில பேர் வந்து இதுல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஏன்னா கூட்டியன்னு சரியா அமையறது இல்ல மந்த் சரியா அமையறது இல்ல மந்த்னா இயல்பா வந்து கூட்டு என்ன முடியாது இதே நாலாவது மாசம் பிறகுறாங்க எட்டாவது மாசம் ஆகஸ்ட் எல்லாம் பல கஷ்டங்கள் பல தோல்விகளை சந்திப்பாங்க கரெக்டா அந்த வேலைக்கு வரும்போது இருபத்தி ஐந்து வயதுல முப்பது வயதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சு அசிங்கங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வெற்றி காணுவாங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகம் இவங்களுக்கு சாதி காட்டணும் அப்படின்ற மனசுல ஒரு எண்ணம் இவங்க மனசுல இருக்கும் ஆனால எல்லாரும் காட்டணும் சாதிக்கணும் அப்படின்றது அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்து ரொம்ப அதிகம் சொல்லலாம் இந்த எண்காரங்களுக்கு வந்து இயல்பாவே அது இருக்குங்க இந்த பதினொன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே அவங்களுக்கு கஷ்டங்கள் போராட்டங்கள் சிரமங்கள் கடந்து வருவாங்க ஆனா அவங்க பாதையை எப்படி மாத்திக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து இவங்க தானா கத்துப்பாங்க அவங்களோட முப்பது வயசுக்கு மேல அமோகமா இருக்கும் வரும் இல்லைங்களா அந்த உங்களுடைய கல்யாண தேதி சரியா இருந்திருக்காது கல்யாண தேதி வாழ்க்கையில சரியா இருந்ததுன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் உங்க லைஃப் பார்ட்னரும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க இல்லைன்னா கஷ்டத்தை போராட்டத்தை மனசங்கடங்களை குழந்தைகள் மூலியமா மன கஷ்டங்களை உங்களுக்கு உடல் உபாதைகளை நான் சொன்ன மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் kidney ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணுவீங்க அப்ப பல போராட்டங்களை கடந்து நீங்க வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் ஆனா இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சைன் அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை மாத்தணும் உங்க பெயரை மாத்தணும் உங்க பெயர்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பெயர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த பெயர் வந்து தீன் முடியுது அதுவும் ஒரு மைனஸ் தான் கூட்டு எண்ணும் நம்மளுடைய கரெக்டா இணைதா நல்லா கரெக்டா இருக்கா அப்படின்றத பாக்கணும் அவங்க இன்சியலோட அதே மாதிரி பிறந்த பேர் அதாவது பிறந்த தேதி நம்ம சொல்லிட்டோம் நம்மளுடைய பெயர் எண் வந்து கரெக்டா அமையணும் நம்மளுடைய சிக்னேச்சர் கரெக்டா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய மேரேஜ் டேட் நல்லா அமையணும் அது மேரேஜ் டேட்டும் கூட்ட எண்ணும் கரெக்டா இருந்தது அப்படின்னா லைஃப்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படியே அதுக்கும் மீறி வரும் ஏன்னா நம்ம கர்ம வினைகள் பண்ணிருக்கோம் கர்மாக்கள் எல்லாம் சுமந்ததுதான் இப்ப நம்ம இந்த பிறவியில பிறந்திருக்கோம் கண்டிப்பா வரும் ஆனா அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் இதெல்லாம் வந்து கரெக்டான அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து காட்டாது ஒரு சின்ன பாதிப்புலயே அவங்க கடந்து போயிடுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா அவங்களுக்கு அமையும் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கணும் ஒண்ணு உங்களுடைய பெயர் கரெக்டா இருக்கணும் பெயரோட கூட்டன் கரெக்டா இருக்கணும் சிக்னேச்சர் கரெக்டா இருக்கணும் மேரேஜ் டேட்டும் அதோட கூட்டனும் கரெக்டா அமையணும் இது அமையல அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திப்பீங்க நல்ல குணங்கள் தான் இரண்டாம் தேதி பிறந்தவங்கள நல்ல ஒரு மென்மையான குணமா இருக்கும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம்பர் தான் இது தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகமா இருக்கு உண்மைதான் இது எல்லாம் இருந்தும் பிரச்சனைகள் ஏன் வருது நான் இவ்வளவு தானம் செஞ்சேன் இவ்வளவு தர்மம் பண்ணேன் நான் இவ்வளவு விஷயம் கோயிலுக்கு பண்ணிருக்கேன் இல்லாதவங்களுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டானபடி அமைந்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறு மாறுபடும் அதே மாதிரி உங்களுடைய செல்போன் நம்பர் உங்க செல்போன் நம்பரை வந்து கரெக்டானபடி அமைஞ்சிட்டு அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மூணே மாசம் தான் டைம் அடுத்தலுக்கு ஒரு டர்னிங் அமைங்க அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா நிச்சயம் நடந்திருக்கும் இந்த காலகட்டம்லாம் தாண்டி இருப்பீங்க ஆனா ஜெயிச்சிருவீங்க வின் பண்றதுல நீங்க பரமாதமா வின் பண்ணிட்டு தான் வெளியே வருவீங்க இயல்பாவில் லக்கி பர்சன்ங்க நீங்க பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி நீங்க லக்கியான பர்சன்ங்க நீங்க உங்களுக்கு கஷ்டம் என்னன்னே தெரியாது சில பேர் கஷ்டப்பட்டிருந்தாலுமே ஆப்டர் டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல அவங்களோட லைஃபை சேஞ்ச் ஆகும் ஒரு கோடீஸ்வர யோகத்தோட பிறந்த நம்பர் தான் இது மிகப்பெரிய ஒரு கோடிகள்ல பிறக்கக்கூடிய நம்பர் தான் வந்து இரண்டு 20 இருபத்தி ஒன்பது ஏங்க பதினொன்னு எடுத்துட்டீங்க அந்த பதினொன்னுக்கு அந்த நம்பரு அந்த நம்பர் வந்து நல்லா இல்லையா ஷைன் ஆக முடியாதா ஆக முடியும் ஆனா பல சிரமங்கள் கஷ்டங்கள் இவங்களை மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா வந்து அனுபவிச்சிட முடியாது பல கஷ்டங்களை தாண்டிதான் அவங்க ஜெயிச்சு வருவாங்க ஜெயிப்பாங்க ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இயல்பாவே அவங்களால எந்திரிச்சு வர முடியாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே இவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அதாவது இவங்க பிறக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல குரோத் ஆகுவாங்க ஆனா பதினொன்னு அப்படி கிடையாது சில ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து முன்னுக்கு வருவாங்க அவங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம் அதே மாதிரி கூட்டியன் வந்து நம்ம பார்க்கணும் என்ன தேதியில பிறந்தங்கன்னு நான் சொல்லிட்டேன் நானு அதாவது கூட்டியன் அதாவது பிறந்த கூட்டியன் வந்து என்னன்னு பாக்கணும் அவங்க பெயர் கரெக்டா அமையணும் இவங்க இந்த தேதியெல்லாம் சூப்பரா இருக்குங்க பெயர் என்னன்னு கரெக்டா அமையல அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அந்த பெயர் எண் கரெக்டா இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க என்னங்க நீங்க இயல்பாவே நீங்க பிறந்ததுல இருந்து இருந்திருப்பீங்க பல கோடிகளை பார்த்திருப்பீங்கன்னு சொல்றீங்க ஆனா எப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே இன்னமும் அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருப்பீங்க உங்க பெயர் என்ன சரியா இருக்காது உங்க கல்யாணத்தேதே சரியா அமைஞ்சிருக்காது பிரச்சனை தான் இருக்கும் அது நீங்க இதெல்லாம் யாரும் ஆனா இந்த சில விஷயங்களை வந்து மாத்திக்கோங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே மாறும் அட்டகாசமா இருப்பீங்க உங்க லைஃப் பார்ட்னரும் சரி ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணவராக அமைவாங்க ஆனா எந்த தேதி அதாவது உங்களுக்கு நீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையை சிக்கல்களை கொடுக்கும் பல போராட்டங்களை கொடுக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா வைக்கணும் பார்த்து செயல்படுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச இந்த போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தரப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்